மோடி அவர்கள் திம்பு பகுதிக்கு சென்றிருக்கிறார் போய் பேசிருக்காரு உரையாற்றிருக்கிறார் இறுதிய பகுதியில் அவர் என்ன சொன்னார்னா கிருஷ்ண பிரமாத்மாவிடம் உள்ள சுதர்சன சக்கரத்தை பற்றி குறிப்பிட்டார் புல்லாங்குழல் வாசித்த கிருஷ்ணர் தான் சுதர்சன சக்கரமும் வைத்திருந்தார் அமைதியாகவும் கிருஷ்ணர் இருந்தவர் தான் புலாங்கோல் கொண்டு வாசித்தவர் தான் அதே நேரத்தில் அதர்மத்தை அழிப்பதையும் சுதர்சன சக்கரத்தையும் அவர்தான் வைத்திருந்தார் எனவே அமைதியும் ஆக்ரோஷத்தையும் இந்தியா எப்போதுமே இரு கண்களாக பாவிக்கக்கூடியது என்றார் மோடி இதையடுத்து படைமாட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் ஒன்றை அவர் குறிப்பிட்டார் மரமானம் மாண்ட வழி தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு என்று குறிப்பிட்டார் அந்த திருக்களை தமிழிலே தான் உச்சரித்தார் பிறகு அவர் இந்தியில விளக்கமும் கொடுத்தார் என்ன விளக்கம்னா இந்த திருக்குறளுக்கு என்ன விளக்கம்னா மரமானம் மாண்ட வழி செலவு என நான்கே ஏமம் படைக்கு ஒரு படைக்கு என்ன தேவை படை வீரர்கள்ட்ட என்ன இருக்கணும் வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடத்தை தலைவரை தலைவர் இடுகின்ற கட்டணையில் அப்படி ஏற்று செய்வது இராணுவத்தில் அதுதான் முக்கியம் போய் போர் துப்பாக்கி எடுத்து சுடுன்னா இருக்கணும் தன்னம்பிக்கை அவங்கள்ட்ட கீழ்ப்படிதல் அதாவது தலைவர் என்ன சொல்றாரோ கமாண்டர் என்ன சொல்றாரோ கீழ்ப்படுகிறது உத்தரவுக்கு எதுவுமே பார்க்காம கீழ்படுகிறது இதுதான் நான்கு தான் அந்த திருக்கு திருவள்ளுவர் அழகாக இந்த பாட்டுல சொல்லியிருப்பார் வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடத்தை தலைவரை நம்பி அவர் என்ன சொல்கின்றாரோ அதை ஏற்று நடத்தல் இதுதான் நான்கு பண்புகளும் சிறந்த படவிக்கு உதாரணம் அது வந்து இந்தியாவில் இப்போ இருக்க இந்திய இராணுவத்துக்கு இருக்கிறது என்று கூறி மிக அழகாக சொன்னார் மோடி என்று கூறி விடைபெறுகின்றேன் உங்களுக்கு இந்த காணொலிப்பிருக்கின்றால் ஷேர் செய்யவும் லைக் செய்வோம் என்னுடைய சேனலை மறவாம் சப்ஸ்கிரைப் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அனுஷம் ஆர் விஷேகர்